வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுங்க நம்ம வீடியோஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாச்சர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கனால் கொஞ்சம் ஒரு ஆதரவாக இருக்கும் டெய்லி வீடியோ போகிறதுக்கு ஒரு ஒரு இதாக கூட இருக்கலாம் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய பர்சனல் லைஃப் அதாவது நான் பைக் வாங்கினது எப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினேன் டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ஒன் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு நான் எடுக்கும்போது நான் எடுத்து ஓட்டி ஓடு காட்டிட்டேன் அது இன்ஜின் ஒர்க்கு அது நல்லா வச்சுருந்தது நான் எடுக்கும்போது எவ்வளோ கெடுத்தன்னு பார்த்திங்கன்னா ஒரு நைன் அந்த ரேஞ்சுக்கு எடுத்தேன் ஆனால் நல்ல கண்டிஷன் இருந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சிட தெரிஞ்சவரோடது ஸோ அவங்க கொஞ்சம் கம்மி வேலைக்கு பைக் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் ஓட்டினேன் அப்படியே வேலைக்கு போகிற வரைக்கும் ஓட்டினேன் வேலைக்கு போனேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதங்கிலேயே வண்டி தொடர்ந்து ஒரு ஒரு வேலையாக வச்சுக்கிட்டே இருந்தது செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றது டயர் மாற்றது இந்த மாதிரி மாற்றிகிட்டே இருந்தேன் ஸோ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் சொன்னாங்க புது பைக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பைக் எடுக்கலான்ட்டு யோசிச்சுட்டே யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை என்னோடய ட்ரீம் பைக்குனால் ஆரியி தான் பட் ஆனால் நான் எடுத்தது பார்த்திங்கன்னா பல்சர் தான் எடுத்தேன் ரீசன் வந்து வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு தெரியும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஏன் பல்சர் எடுத்துன்றதுக்கு உண்டான ரீசன் பல்சர் எடுத்தேன் அது எப்படி எடுத்துன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வீட்டில் சொல்கிறாங்க புது வண்டி எடுத்துக்கோ மாதம் மாதம் எப்படி வண்டிக்குன்னு செலவு பண்ணுறதுக்கேன் மூவாயிரம் ரெண்டாயிரம் இப்படி போயிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வண்டி எடுக்கலாம் புது வண்டியாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்சர் தான் எடுக்கணுன்றது என்னோடய முடிவும் அப்போ கரெக்டாக ரெண்டு வண்டி வருது ஒன்று செகண்ட் ஹேண்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஒன்று இருந்தது அது மச்சான் சொல்லி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் எனக்கு அதை டபுள் மைண்டடு என்ன பண்ணுறது இருந்ததில்லை சரி எனக்கு பல்சர் தான் முக்கியம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பல்சர் எடுத்து எடுத்துடலாம் சொல்லிட்டு முடிவு கிருஷ்ணா பஜாஜ் போகிறேன் பொள்ளாச்சி கிருஷ்ணா பஜாஜ் ஆன்லைனில் நம்பர் எடுத்து ஒரு கால் பண்ணுறேன் அப்படி யாருக்குன்னா அங்கே மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் கரெக்டாக அவர் நேரம் தண்ண கொஞ்சம் குண்டாக ஸ்பெக்ஸ் போட்டுருப்பார் அவர் இதை எடுத்து பேசினார் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வாங்கினார் எனக்கு அப்போ எதுக்கு நேரில் வாங்க நேரில் வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரில சரி ஓகே நம்ம நேரில் போய் வண்டியும் பார்க்கலாம் பார்த்துட்டு இருந்தேன்னா ஏதோ ஒன்று முடிவு பண்ணலாம் சொல்லிட்டு நானும் கிளம்பி ஆஃப்டர்நூன் பர்மிஷன் போட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி போய் உள்ள வண்டியெல்லாம் பார்க்குறேன் எனக்கு அங்கே கிருஷ்ணா பஜாஜில் பிரகாஷ்னு ஒருத்தர் தான் வண்டி எடுத்து கொடுத்தாரு அவர் வந்து அங்கே சேல்ஸில் ஒர்க் பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு பேர் ரவுண்டாக சுற்றி உட்கார வச்சாங்க நான் சென்டரில் உட்காந்துட்டுருக்கேன் பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசி பேசி பேசி அது இந்த மாதம் எடுத்திங்கன்னா நம்பர் பிளேட்டு காசு வராது அடுத்த மாதம் எடுத்திங்கன்னா சார்ஜஸ் வரும் ரெண்டாயிரம் வரும் அது இது அப்படி எப்படின்னு பேசி ஒரு வழியாக வண்டி புக் பண்ண வச்சுட்டானுங்க வண்டி புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி முந்நூறுரூபா கரெக்டாக நான் புக்கிங்கு கட்டினேன் கட்டி முடிச்சுட்டு என் காசு இல்லை அப்போது ஒரு ரூபா கூட கிடையாது என்ன பண்ணலான்னா என்னோடய நான் ஃபஸ்ட்டு சொல்லலாம் வீடியோ சொல்ல சொன்ன மாதிரி என்னோடய டிவிஎஸ் காசுக்கு நான் அது எக்ஸ்சேஞ்சு போட்டேன் வண்டி நம்பர் கூட டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் வண்டி நம்பரு இன்னொன்று ஞாபகமாக இருக்குது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எனக்கு அது லக்கி சாம் தெரியாதனமா பல்சர் எடுக்கணுன்ற ஒரு ரீசன்காக வண்டியை விற்றுட்டேன் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் ஏதாவது ரோட்டில் போகும்போது திடீர்னு ஸ்டார் சிட்டி ஏதாவது அந்த ரெட்டு ரெட் கலரில் பார்த்தோன்னா வண்டி நிப்பாட்டியா வண்டியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் போவேன் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வண்டி எங்கேயாவது நிர்ணிச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து எடுத்துக்கிறேன் உடனே அவங்க என்ன ரேட்டு கேட்டாலும் கொடுத்துட்டு எடுத்துக்குவேன் நம்ம அப்படியே கதையிலேருந்து வெளியே வந்துட்டோம் சரி வண்டி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் போட்டலான்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் ஒரு எட்டு அந்த ரேஞ்சுக்கு எடுத்தாங்க ஒம்பது ரூபாய்க்கு எடுத்தேன் ஒரு எட்டு அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க இஞ்சிங்க வேலை அது இதெல்லாம் செஞ்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு அடுத்த நாள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் சைன் பண்ணி இட வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காகவும் கிடையாது என்னோடய நேமில் வந்து இஎம்ஐ போட முடியாது இருபத்தோரு வயசு எலி இருபத்தொரு தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஸோ அப்பாவை கூட்டிகிட்டு போனேன் கூட்டிட்டு போய் அப்பாவோட நேம்லையே பைக் எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்பாவோட அக்கௌண்ட்லேயே இஎம்ஐ எல்லாம் பாசாகிற மாதிரி பண்ணிவிட்டேன் இப்போ என்னென்னா இப்போ ஒரு மார்ச் ஃபோர் கீழே நான் ஃபுல் அமௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட நான் முப்பத்தாறு மாதம் மூணு வருஷத்துக்கு போட்டு வச்சுருந்தேன் எதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம மாதம் மாதம் கடன் சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரொட்டேஷன் பண்ணி இப்படி ஒரு வழியாக வண்டி டிவெலாம் கட்டி முடிச்சிட்டேன் ஸோ நம்ம வண்டியை பார்க்கலாம் இதுதான் என்னோட வண்டி நியாநிபிஎஸ் ஒன் ஃபிஃப்டி எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு புதுசோட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன் டெய்லியும் கழுவி தொடச்சி வச்சுட்டு சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்ருக்கேன்